வணக்கம் எனது பெயர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் பயனுகிறேன் கடவுளை கொடுத்த இந்த நன்னாளில் எனக்கு பிடித்தேன் அம்மா என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று அழுத்து கவிதை அந்த கவிதையை பற்றி ஒரு சில நிமிடங்கள் உங்களிடம் அகர வரிசையில் சில வார்த்தைகளை உதிர்க்க போகிறேன் அளவுக்குள் இல்லாத அன்பு சுயநலம் இல்லாத இதயம் அவள் என் அம்மா ஆசையக்குட்டி என்று சொல்லி வளர்ப்பது எல்லோரையும் மிஞ்சிடுவாள் என் அம்மா துன்பம் வைத்த அம்மா பாசத்தால் தாளடி பல இரவுகள் தூங்காமல் எனக்காக வாழ்பவள் என் அம்மா ஊட்டிவிடும் கடைசி வாயில்தான் சத்து என கூறுபவள் என் அம்மா என் முகம் பார்க்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்தவள் என் அம்மா ஏனி போல் என்னை உயர்த்தி பார்ப்பவள் என் அம்மா ஐம்பது நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறுது ஒழு விழு என கற்றுக் கொடுத்தவள் என்னை அழகு பார்ப்பவள் என் அம்மா எஃகு போல் உலகில் வலிமையுடன் வாழ்ந்தால் தான் சாதிக்க முடியும் என கற்றுக் கொடுத்தவன் என் அம்மா எனக் கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சக்ரீன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்